சிங்கம் படத்துல விஜயகுமார் ஒரு டைலாக் சொல்லு சூரியபாத் எங்கையா இருக்குமே கிடையாது அந்த மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிக்குது நான் என்ன நினைக்கிறேன் எல்லாருக்கும் அனதான போடணும்னு சொல்றேன் இங்கயோ என்ன விட பெரியாங்க சொல்லும் போது என்னட்டா இங்க ஒரு நூத்தி இருபது பேருக்கு சொல்றீங்கன்னா இந்த நூத்தி இருபது பேர் மல்டிபிளை பத்தாயிரம் பேர் போய் சேரும் இப்ப நான் ஒருத்தர் என்ன சொன்னாங்க அவன் காதல வாங்குவான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இப்ப நீங்க சொல்லும் போது அப்ப எந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம் இது வந்து பெரிய விஷயம்ன்றதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தோண ஆரம்பிச்சிடுது அப்போ இந்த பெரிய விஷயத்த நம்ம இது சின்ன விஷயமா நினைச்சதுல நம்ம பார்த்தோம்னா ஆனால் பெரிய விஷயம் நம்ம பண்ண போச்சு அதுக்கான நம்ம பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒண்ணு வச்சுக்க முடியல வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது யாருக்கிடையாது இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இப்போ வாய் நிற்க மாட்டேன் யாரை பார்த்தாலும் இதை சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்ல போதான்னு தெரியுது மாதிரிதான் இருக்கும் ஆட்டம்